வணக்கம் நாம இப்போ பார்க்க போகிற டாபிக் எம்பஸ்வர்டில் இருக்கக்கூடிய ஒரு ஃபைலுக்கு நாம் எப்படி பாஸ்வேர்டு கொடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி டைப் பண்ணிக்கணும் டைப் பண்ணிவிட்டு நம்ம நார்மலாக சேவ் பண்ணுவோம் கண்ட்ரோஸ் அல்லது ஃபைலில் சேவ்ங்கிற ஆப்ஷன் கிளி பண்ணிங்கன்னா இந்த மாதிரி சேவ் ஓப்பன் ஆகும் இதில் ஃபைல் லொக்கேஷன் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் சூஸ் பண்ணிவிட்டு ஃபைல் நேம் நமக்கு தேவையான ஃபைல் நேம் நம்ம கொடுத்துக்கலாம் அந்த ஃபைலுக்கு கொடுத்த பிறகு இங்கே டூல்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த டூல்ஸ் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா ஜென்ரல் ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதை நம்ம கிளிக் பண்ணணும் க்ளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் இந்த விண்டோவில் பாஸ்வேர்ட்டே ஓப்பன் பாஸ்வேர்ட் டூ ஓப்பன் எதுக்காக இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணும்போது கேட்கக்கூடிய பாஸ்வேர்டு இப்போ அந்த பாஸ்வேர்டு நம்ம ஏதாவது ஒரு பாஸ்வேர்டு கொடுக்கலாம் அடுத்தது பாஸ்வேர்டு டு மாடிஃபை இது வந்து இருக்காதுன்னா அந்த ஃபைலில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை நீங்கள் மாடிஃபை பண்ணணுன்னா ரெண்டாவது பாஸ்வேர்டு நம்ம கரெக்டாக கொடுக்கணும் இப்போது பாஸ்வேர்டு மாடிஃபைக்கு நம்ம வேறு ஏதாவது ஒரு பாஸ்வேர்டு கொடுக்குறோம் கொடுத்துட்டு இப்போ நம்ம ஓகே கொடுக்குறோம் அப்படின்னோம்னா இந்த மாதிரி ஒரு கட்டை ஓப்பன் ஆகும் கன்ஃபர்மேஷன் பாஸ்வேர்டு அப்படின்ட்டு என்ன கன்ஃபர்மேஷன் பாஸ்வேர்ட் அப்படின்னோம்னா ரீஎன்டர் பாஸ்வேர்ட் டு ஓப்பன் இங்கே பாஸ்வேர்ட் டு ஓப்பனுக்கு கொடுத்த பாஸ்வேர்டை கன்ஃபர்மேஷன் பண்ணுறக்காக இந்த விண்டோ இங்கே நம்ம ஃபஸ்ட்டு டைப் பண்ண பாஸ்வேர்டு கொடுத்துக்குறோம் கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா மறுபடியும் ரீஎன்டர் பாஸ்வேர்ட் டு மாடிஃபை செகண்டாக நீங்கள் டைப் பண்ண பாஸ்வேர்டை கன்ஃபர்மேஷன் இப்போ செகண்டாக நம்ம டைப் பண்ண பாஸ்வேர்ட் டைப் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்திங்கன்னா எல்லா கட்டமும் மறைஞ்சி போயிடும் இப்போ நம்ம சேவ்ங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணலாம் க்ளிக் பண்ணோம்னா அந்த ஃபைல் வந்து சேவ் ஆகிரும் டைட்டில் பாரில் பாஸ்வேர்டு நீங்கள் என்ன ஃபைல் நேம் கொடுத்தீங்களோ அந்த ஃபைல் நேம் அங்கே வந்துடும் இப்போ இந்த ஃபைலை நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணோம் அப்படின்னோம்னா அந்த ஃபைலுக்கு வந்து பாஸ்வேர்டு கேட்கும் இப்போ இந்த ஃபைலை நம்ம க்ளோஸ் பண்ணலாம் இப்போ இந்த ஃபைலை வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் அல்லது டபை கிளிக் கொடுத்தீங்கன்னா இந்த ஃபைல் ஓப்பன் ஆகும் ஓப்பன் ஆகணுன்னா இந்த மாதிரி ஒரு விண்டோ கேட்கும் இது வந்து எதுக்காக அப்படின்னோம்னா என்ட்டை பாஸ்வேர்டு ஓப்பன் ஃபைல் நம்ம ஃபஸ்ட்டு டைப் பண்ண பாஸ்வேர்டு கொடுக்கணும் கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா என்ட பாஸ்வேர்ட்டு மாடிஃபை ஆர் ஓப்பன் ரீட் ஓன்லி அப்படின்னு கேட்கும் செகண்டாக டைப் பண்ண பாஸ்வேர்டு நம்ம கொடுக்கலாம் கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா அந்த ஃபைல் ஓப்பன் ஆகும் இப்படி தான் நம்ம ஒரு ஃபைலுக்கு பாஸ்வேர்டு எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிற மெத்த தேங்க் யூ இப்போ அடுத்த வீடியோவில் நாம் ஆல்ரெடி சேவ் பண்ண ஃபைலுக்கு எப்படி பாஸ்வேர்டு கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் தேங்க்யூ